ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வீர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை காயம்பட்ட டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லோரும் எதிர்பார்த்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய த்ரீ டி பேட்டர்ன்ஸ் ஆஃப் சரி சரியா கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சரியாக பார்த்துடலாம் லிமிட்டடு கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது தரையிலருந்து நமக்கு வந்தது அப்படியே நம்ம ஸ்டாக் பண்ணி உங்களுக்கு நம்ம ஷோ பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் கிட்டே உங்களால் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க எங்களை அனலைஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பல்லுவன் பிளவுஸ் வந்து பேஸ்டல் ஷேட் க்ரீனுங்க பாடி கலர் பிங்க் கலர் இது வந்து த்ரீ டி பேட்டன்ல இருக்கக்கூடியதுங்க இதை எம்போஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம் ஃபுல்லாகவே வந்து சில்க் த்ரெட்டு தாங்க சில்க் த்ரெட்லேயே வந்து எம்போஸ் டைப்பில் த்ரீ டி பேட்டன்ல நம்ம பண்ணியிருக்கோம் இது நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க அண்ட் மோஸ்ட் வாண்டடுன்னு கூட சொல்லலாம் பாடி வந்து பிங்க் கலர் நீங்கள் பார்த்தது இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஓன்லி ஆறாயிரம் ரூபாய் மட்டுமேங்க ரொம்ப ட்ரெண்டியான பேட்டர்னுங்க இது அண்ட் இது இப்போ நாங்கள் கொஞ்சம் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்டர்லெஸ்ஸாக இருந்தது ஃபுல்லாக ஒரே கலர் மாதிரி இருந்தது பாடியில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்காக தாங்க பாடி எல்லோ கலர் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் பல்லுவன் பிளவுஸ் ஹாஃப் ஒயிட்டில் வருங்க ஸோ ரொம்ப யூனிக்காக அண்ட் ட்ரெண்டியாக இருக்கும் இந்த சாரீ அண்ட் வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லோ தான் இப்போ பார்க்குறதும் எல்லோ தான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இது மேங்கோ எல்லோ மாதிரி வரும் அது வந்து லெமன் எல்லோ மாதிரி வரும் எல்லாமே லைட் ஷேடுங்க கலர் வந்து எல்லாமே லைட்டில் இருக்குது இப்போது டார்க் ஷேடும் இருக்குது லைட்டும் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது லைட் ஷேட்ஸ் பிளவு போர்ஷன் பிளவுஸ் போர்ஷன்லயுமே பாட்டம்ல வரக்கூடியது நல்லாவே தெரியும் டிஃபரன்ஸ் தெரியும் இது எல்லாமே கைத்தறி புடவைகள் பட்டு புடவை பியூர் பட்டு சலைங்கியது ஒவ்வொரு சேரிகூடையும் சில்க் மார்க் டாக் கட்டாயம் வந்துடுங்க இப்ப பாக்கிறது ஷேடு தான் Green with the half white combination Body வந்து green கலருங்க ப்ளவுஸ் இது வந்து டிசைன் வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க Body பாடி ஃபுல்லாகவே இருக்கு எங்கேயுமே பிளைன் இருக்காதுங்க பிளவுஸை தவிர பிளவுஸ் வந்து பிளைனாக இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் அப்படியே லைட் ஷேட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க் ஷேடு இது வந்து பிங்கிஷ் ஆரஞ்சு காம்பினேஷன்ல கொஞ்சம் நல்லா நைட் டைம்ல நம்ம இதெல்லாம் வியர் பண்ணோம் அப்படின்னா அந்த சாரியே ரொம்ப ஒரு மாதிரி கிளிட்ரிங்க நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆரேஞ்ச் வித் வயலட் கலர் பாடி டார்க் ஆரேஞ்ச் பல்லன் ப்ளவுஸ் டார்க் வயலட் இதில் பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு பைப் border வார்டர் மாதிரி வரும் ஸ்லீவ் வெஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் உள்ள உள்ளே எங்கள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை இந்த சாரீ புக் பண்ண போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் தென் ஸாரீ பார்சல் வரும்போது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் மட்டுமே நீங்கள் கேஷாக கொடுத்தா போதுங்க அண்ட் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குதுங்க அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பே அண்ட் பேடிஎம் இதெல்லாம் வந்து ப்ரீ பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனுங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டார்க் ஷேடில் இருக்கக்கூடியது தான் பாடி வந்து டார்க் வைலட் அதில் வரக்கூடிய அந்த சில்க் த்ரெட் எம்போஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குங்க பல்லுவன் பிளவுஸ் ப்ளூஇஷ் கிரீன் ஸோ எல்லாமே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிட்டோம் எல்லாமே லிமிடட் மட்டும்தாங்க இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த சாரீஸ் கிடைக்குங்க இது எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோடு தான் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ